தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்டுல இன்னைக்கு குபேர பூஜை செஞ்சிருக்கோம் அதை ஈவினிங் தான் கும்பிடணும் உங்களுக்கு வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு இந்த குபேர பூஜைய பத்தி உங்களுக்கு நான் குடுத்திருப்பேன் இந்த வருஷம் ஒர்க்கு அதிகமா இருந்ததுனால நான் எங்க வீட்டுல குபேர பூஜை நான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் காட்டணும் நான் நினைக்கிறேன் என்னாலும் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிருக்கேன் அஷ்டலட்சுமி போட்டோ இருந்தாலும் சரி குபேர லட்சுமியோட போட்டோ இருந்தாலும் சரி நீங்க வச்சு அதை வழிபாடு பண்ணலாம் விநாயகர் சிலை ஏதாவது இருந்ததுன்னா இல்ல விநாயகர் மஞ்சள் விநாயகர் இருந்ததுன்னா நீங்க பிடிச்சு வச்சு விநாயகரோட காயத்ரி அதுக்கு அப்புறம் தான் குபேரோடையும் நூத்தி எட்டு குபேர் லட்சுமி குபேரோட பூ அர்ச்சனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஃபர்ஸ்டே நெய்வேதியம் நீங்க ஏதாவது ஒண்ணு படைக்கலாம் தப்ப ஸ்வீட் தான் நம்ம இன்னைக்கு செய்யறோம் இல்ல தீபாவளினால நம்ம ஸ்வீட் செஞ்சிருக்கோம் அந்த ஸ்வீட்டை வந்து சுவாமிக்கு படைக்கலாம் படைச்சிட்டு அதுக்கு அந்த எந்திரத்தை வந்து நீட்டா கவர் பண்ணி எழுதிட்டு அதுக்கு மேல அஞ்சு ரூபாய் நாளையும் வைக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வருடம் வந்து சொல்லிட்டு இருப்பேன் இந்த வருடம் நான் சொல்லல நான் வீட்டுல செஞ்சிருக்கேன் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டலாம் இந்த வீடியோ உங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோ குடுக்குறேன் இது ஈவினிங் டைம் வந்து அஹ் சிக்ஸ் இந்த டைம் நான் வந்து பூஜை பண்ணி முடிச்சிருக்கேன் பைவ் நான் ஆரம்பிச்சுட்டேன் இந்த பூஜைய அதனால உங்களுக்கு எங்க பூஜையை காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க காட்டலாம் லட்சுமி குபேர் எந்திரம் வச்சிருக்கேன் பாருங்க பக்கத்துல லக்ஷ்மி குபேரோ இருக்கு கீழே பாருங்க விநாயகர் இருப்பாரு குட்டியா பூக்கள் குள்ள வச்சிருக்கேன் விநாயகர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளை சோனி வச்சிருக்கேன் லக்ஷ்மி உகந்தது தாமரை விதை மாலை வச்சிருக்கேன் அடுத்தது உங்களுக்கு குன்றின் பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளை குன்றின் பண்ணி வச்சிருக்கேன் செகப்பு குன்றின் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க அடுத்தது குத்து விளக்கு மாதிரி ரெண்டு வச்சிருக்கேன் கோல்டு சாமிக்கு அதுல அந்த சக்கரம் குபேரத்தோட சக்கரம் வச்சிருக்கேன் அது பிரசாதம் பாருங்க ரசகுல்லா வச்சிருக்கேன் உங்களால என்ன முடியுமோ நீங்க செஞ்சு வைக்கலாம் வீட்டுல இருக்க பிரசாதமும் நான் காட்டிட்டு நீங்க எடுத்துக்கலாம் சிம்பிளா நான் லட்சுமி குபேரர் பூஜை நான் பண்ணியிருக்கேன் நான் உட்காந்துருக்கிறது பாத்தீங்கன்னா சர்ப்பாயிலாம் உட்காந்துருக்கேன் பாருங்க தர்பாயில தான் உட்காந்துருக்கேன் ஒவ்வொரு உங்களுக்கு ஷூட் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் நன்றி வணக்கம்